கோவிட் நைன்டீன் ஏராளமான குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் கவலையாக மன அழுத்தமாக தனிமைப்பட்டதாக அல்லது தனித்துவிடப்பட்டதாக உணரலாம் பலரும் இதுபோலவேதான் உணர்வார்கள் நீங்கள் அமைதியாக உணர்வதற்கு உதவும் வீட்டில் செய்யக்கூடிய சில எளிமையான விடயங்கள் உள்ளன உங்கள் உணர்வுகளை நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள் ஆதரவு குழுக்களை கண்டுபிடியுங்கள் முறையாக உடற்பயிற்சி செய்யுங்கள் சிறிது தூரம் நடப்பதும் நல்லதே முடிந்தவரை நன்றாக உண்ணுங்கள் போதுமான அளவு உறங்குங்கள் பேசாமல் இருப்பது நிலைமையை மோசமாக்கலாம் ஆகவே நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை உங்கள் மருத்துவருக்கு சொல்லுங்கள் வேறு எந்த காரணத்திற்காகவோ உங்கள் உடல் நலம் இருந்தால் நாள்பட்ட நலக்குறைவு இருந்தால் அல்லது கற்பமாக இருந்தால் உங்கள் டாக்டரை தொடர்பு கொள்வது மிக முக்கியம் தேவைப்பட்டால் மருத்துவமனை கவனிப்பைப் பெற உங்கள் மருத்துவர் உதவுவார் அல்லது உதவக்கூடிய ஏனைய குழுக்கள் சேவைகளைப் பற்றி உங்களுக்கு கூறுவார் அல்லது முகவரி சான்று இல்லாமலே அனைவரும் தங்களது உள்ளூர் பயிற்சி மருத்துவருடன் முன்பதிவு செய்து கொள்ள முடியும் அப்பாயிண்ட்மெண்ட்களும் கோவிட் நைன்டீன் பரிசோதனைகளும் இலவசம் கோவிட் நைன்டீன் மீதான அரசாங்க அறிவுறுத்தல் அடிக்கடி புதுப்பிக்கப்படுகிறது ஆனாலும் பின்வரும் எளிய படிகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருப்பது முக்கியம் அரசாங்கம் அறிவுறுத்தியிருந்தால் முகக்கவசத்தை அணியுங்கள் உட்புறங்களில் வைரஸ் அதிக எளிதாகப் பரவும் என்பதால் சாத்தியமான போதெல்லாம் பிறரை வெளியிடங்களில் சந்தித்திடுங்கள் சந்திக்கும் நபர்களின் எண்ணிக்கையை குறையுங்கள் அடிக்கடி இருபது வினாடிகளுக்கு மேலாக உங்கள் கைகளை சோப் மற்றும் நீரால் கழுவுங்கள் உங்கள் மருத்துவர் உங்களுக்கு உதவவும் ஆதரவளிக்கவுமே இருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்கும் எதிராக இருப்பவர்களுக்கு சேர்த்து ரன்மைக்குது போதுமான நபர்களுக்கு வேக்சின் அளிக்கப்பட்டு விட்டால் பரவ முடியாமல் போய்விடும் வேக்சினை நீங்கள் பெற்ற சமூக இடைவெளி முகக்கவசம் அணிவது கைகளை அடிக்கடி கழுவுவது போன்றவற்றைத் தொடர்வது முக்கியமானது ஜிபியிடம் பதிவு செய்ய உதவிக்கு டாக்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இலவச உதவி எண் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு அழைக்கவும் திங்கள் முதல் வெள்ளி காலை 10 முதல் நண்பகல் பன்னிரண்டு வரை இலவச தொலைபேசி அழைப்புகள் உங்கள் மொழியில் கொரோனா வைரஸ் தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஜி செல்லுங்கள்